வணக்கம் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சாட் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆதுன்னு பெர்ஃபாமன்ஸ் வீடியோ பார்க்குறோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆனபடி மார்க்கெட் க்ளோஸிங் இது ஒரு 3 மணிக்கு வந்திருக்கு அப்படியே இறங்கினபடியே க்ளோசிங் கொடுத்துச்சு இன்றைக்கும் ஒரு gap கேப்டவுனில் ட்ரேடிங் போகுது இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் நீ என்ன இன்னைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஒரு வெனஸ்டே மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான கால் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டென் டொண்ட்டிக்கு அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு காலே வருது கால் வரையில் பாருங்கள் கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குது அந்த க்ரீன் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குறை லைன் மேலே இருக்கிறது டார்கெட் லைன் கீழே இருக்கிறது ஸ்டாப்லஸ் லைன் அந்த ரெட் கலர் லைன் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா அதுவே கேண்டலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸை வந்து கொடுத்துரும் ட்ரெண்டு மாறினால் மட்டும்தான் காலே ஜென்ரேட் ஆகும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒன் ஆர் கழிச்சு தான் ட்ரெண்டே மாறுது நேத்தோட அந்த பேரிஷ் மொமெண்டம் வந்து ஒரு டென் ஓ அப்புறம் தான் சேஞ்ச் ஆகுது அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பை காலே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது இந்த சார்ட்டில் நம்ம கால் ஜென்ரேட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எப்போயுமே இந்த மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஸ்ட்ராடஜி பார்த்திங்க மார்க்கெட் எப்போ நல்லா மூவ் பண்ணுதோ அப்போ இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நமக்கு அதனால் மார்னிங் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கி டென் டொண்ட்டிக்கு ஃபார்ட்டி ஒரு ஃபைவ் 80 ரேஞ்ச் கிட்ட பார்த்திங்க நமக்கு பைக்கால் ஆள் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரோ டு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் கிட்ட இருக்குது செகண்ட் ஆர்டர் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது இது எப்படி மூவ் பண்ண போகுதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தான் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அதில் கால் வந்தோன்னே எந்த ப்ரீமியம் உங்களால் பே பண்ண முடியுதோ அந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணி அந்த ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்தோன்னே நீங்கள் க்ளோசிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரக்டாவும் ஆப்ஷன் சார்ட்டை வச்சு நாங்கள் ஷோ பண்ணுறோம் நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் காட்டுறோம் மறுபடியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு ஒன் ஹவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறிச்சு சடனாக ஒரு மூமெண்ட் அதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் அப்படி கிடையாது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் எரிச்சு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணால் ரொம்ப டைமிங் எடுத்துக்கிச்சு ஸோ காலி இங்கே தான் வந்துச்சு ஃபார்ட்டி டூ ஃபைவ் எயிட்டி எயிட்டில் வந்த கால் பாருங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு ரொம்ப பியூர் சைடுவேஸ் மாதிரி அப்படியே ஸ்லோவாக போச்சு அனேமாக மார்க்கெட் ரொம்ப டெத்தாயிரும்னு நினச்சோம் பட் ஏதோ சடனாக ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டம் ஒரு லெவன் ஓ அப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இப்போ டுவல் ஓ கிளாக் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபார்ட்டி வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ருந்துச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணி ஃபார்ட்டி டு ஸோ நமக்கு ஜென்ரேட்டான கால்னுடைய மூமெண்ட் இப்படி தான் இருந்துச்சு நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஆப்ஷன் சார்ட் தான் இது 42-500 ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவில் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஒன் ரேஞ்ச் வந்த கால் பார்த்திங்கனா இப்போ 250 ஃபிஃப்டிக்கு மேலே டூ சிக்ஸ்டி ட்ரேட் ஆகுது நல்ல ஒரு மொமெண்டம் அதனால் நமக்கு மார்க்கெட்டில் நல்ல மூமெண்ட் வந்து ஷோ பண்ணுது ஸோ நமக்கு ஜென்ரேட்டான ஆப்ஷனுடைய காலும் பார்க்க அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ஆஷன் ஷார்ட் பார்க்கலாம் இல்லைனா ஃப்யூச்சரை பார்த்துட்டு எந்த ப்ரீமியம் பே பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் எடுக்க எடுத்துக்கலாம் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீடெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ